ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம் டு டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் டிஷ்யூ பார்டர்ஸ் ஆஃப் சூல் சாரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனால ஃபியூச்சரில் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குதுங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சது வரும்போது உடனே எங்ககிட்ட புக் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதே சூப்பரான மங்களகரமான கலர் தாங்க எல்லோ அண்ட் ஆர் ப்ளூ காம்பினேஷன் பாடி எல்லோங்க இது வந்து மேங்கோ எல்லோவாக இருக்கும் பலூன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இந்த சாரீஸுடைய பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மட்டுமேங்க இதில் வரக்கூடிய புட்டாஸ் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியுமே இருக்கோங்க டிஷ்யூ பார்டர் தாங்க டாப் அண்ட் பாட்டம் டிஷ்யூ பார்டர் வந்துடும் இப்போ நம்ம பார்க்கறது பல்லு பிங்க் கலருங்க கொஞ்சம் மைல்டாக இருக்கும் பாடி ப்ளூ கலர் இது எல்லாமே ஹேண்ட் ரூம் மேட் ப்யூர் silk சாரீ கம்மிங் வித் silk mark certified. அண்ட் இது எல்லாமே லே லைட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு fresh சாரீஸ் ஃப்ரெஷ் சேரீஸ் அப்படின்னாவே தறியிலருந்து ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய சாரீஸ்னாவே கண்டிப்பாக லிட்டில் ஸ்டிஃபாக தாங்க இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாகும் நீங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் தாராளமாக இதில் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட நீங்க வந்து சிங்கிள் சாரீங்கூட பை பண்ணலாங்க சிங்கிள் சாரிலிருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நீங்க பை பண்ணிக்கலாம் Cash and delivery option போனீங்கன்னா 1 ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க இதே ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் பாட்டில் க்ரீன் அண்ட் ப்ளூஇஷ் க்ரீன் பளு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குங்க பாடி பாட்டில் க்ரீன் ஸோ இதில் உங்களுக்கு அந்த புட்டாவுடைய ஒர்க்கு நல்லாவே தெரியும் எந்த கலரில் இருக்குதுன்னு சில்வர் கோல்டு மிக்சடு தான் சில்வர் சரிக்கு கோல்டு சரி இல்லை மீனா ஒர்க்கு கோல்டு சரி புட்டால சில்வர் ஜரி மீனா புட்டா அப்படின்னு அதாவது மீனா ஒர்க் அப்படின்னு என்ன மாறி மாறி இருக்கும் மேம் நெக்ஸ்ட் சரி நம்ம பார்த்தலாம் நம்ம ரெகுலராக மேம் மேம்னு சொல்லி சொல்லி வந்து பேசும்போதும் அதே மேம்னே வருதுங்க நம்ம பார்க்கறது பாடி கொஞ்சம் டார்க் வைலட் இருக்கும் பல பிளவுஸ் பிங்கிஷ் அதாவது பிங்க் கலர்ல இருக்கும் பிளவுஸ் பாடி டார்க் வைலட் கலர் பல பிளவுஸ் பிங்க் கலர் டபுள் ஷேட்ல கொஞ்சம் லைட் இருக்குங்க கலர் அண்ட் நம்மக்கிட்டே பார்த்துட்டிங்கன்னா ஸேரீ கலர்ஸ் வந்து மேக்சிமம் ஸாரீஸ் உடைய கலர்ஸ் வந்து என்ன நீங்கள் பிக்சர் அண்ட் வீடியோவில் பார்க்குறீங்களோ அதுதாங்க வரும் சில ஸாரீஸுடைய கலர் மட்டும் கரெக்டாக கேப்சர் ஆகிறது இல்லைங்க ஸோ அது மட்டும் என்னாகுது அப்படின்னா ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு அதுவும் கிடையாது லிட்டில் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது இப்போ பார்க்குற சாரியோடைய பாடி கலர் கிரீன் கலருங்க இதில் பாக்ஸ் புட்டா பாக்ஸ் புட்டா ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரி இதோடைய பழுவன் பிளவுஸ் பிங்க் கலருங்க பிங்க்னா கொஞ்சம் ரெட்டு காம்பினேஷன்லேயுமே வருங்க சேம் பல்லு சாரி சேம் பாடி கலர் தான் க்ரீன் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த க்ரீன்க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா அது வந்து சிங்கிள் டோன் க்ரீன் அப்படின்னா இது வந்து டபுள் டோனுங்க அதாவது க்ரீன் அண்டு ஒரு ஷேடில் பார்க்கும்போது கோல்டன் எல்லோ ஷேடுமே வருங்க அந்த கோல்டன் ஷேடுமே இங்கே ஃபினிஷாக இருக்கும் இதில் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ எங்கள்கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் டூ இருக்குதுங்க ஒன்று ப்ரீ பேமெண்ட் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இதில் நீங்கள் சேரீடைய ப்ரைஸ் மட்டுமே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தாங்க ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் ஆகுங்க நீங்கள் எந்த கண்ட்ரின்னு சொல்லி நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் தெரிஞ்சுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் நாம் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோட ப்ரைஸ் மட்டும் அமௌண்ட்டு கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டன் எல்லோ பாடி ஆர் ப்ளூ பலுவன் ப்ளவுஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் எங்ககிட்ட அவைலபுளாக இருக்குங்க இப்போ நிறைய பேர் வந்து டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ சாரீஸ் அதாவது அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அப்ரோச் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ஸாரீ வந்து ஸாரீ ப்ரைஸ் மட்டும் பே பண்ணி புக் பண்ணிடுங்க தென் அதோடைய வெயிட் நம்ம பேக்கிங்க அப்புறம் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொரியர் சைடு வந்து நம்ம விசாரிச்சு சொல்லுறோம் நீங்கள் நெக்ஸ்ட் டே அதாவது முந்தின நாள் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு சொல்லிடுவோம் ஸோ அந்த டே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேவை டிஸ்பேஷ் பண்ணிடலாங்க பல்லுவன் பிளவுஸ் வந்து பிங்க் கலருங்க கொஞ்சம் டபுள் டோனாக இருக்கும் பாடி இங்கு ப்ளூ கலருங்க எல்லா வீடியோலேயும் சொல்கிற ஓ அண்ட் எவர் ஒரு ரூல் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அவாய்ட் கால்ஸ் அப்படிங்கிறதாங்க ஃபோன் காலை அவாய்ட் பண்ணிடுங்க ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு எங்களால் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் ஸோ அதனால் கால் பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கேட்டு கூட வாங்கிக்கலாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இப்போ பார்க்குற பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் பாடி வந்து பிக் ப்ளூங்க ஸோ என்னடா கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாங்க ஸோ எங்களுடைய சுச்சுவேஷன் வந்து கால் அட்டன் பண்ண முடியாமல் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ மூணு அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம் மார்னிங் லெவன் ஏஎம் ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி பிஎம் அண்ட் ஈவினிங் ஃபைவ் பிஎம் ஸோ இந்த டைமிங்கிறதுனால இப்போ மார்னிங் லெவன் ஏஎம் எங்களுக்கு வந்து எப்படி ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் வரைக்கும் அதோடைய இருக்கும் அதாவது மெசேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதை நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இதுவே ஆஃப்டர்நூன் போடுறதும் அதே மாதிரி தாங்க அது முடிகிறதுக்குள்ள அடுத்தது அது முடிகிறதுக்குள்ள அடுத்தது ஸோ இந்த மாதிரி மூணு அப்டேட்ஸு கண்டினியூஸாக வர்றதுனால கால் வர்றதை நாங்கள் எங்களால் அட்டன் பண்ணி பேச முடியலைங்க தான் இந்த சப்போர்ட் நம்பருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீனுங்க இது வந்து எப்படி இருக்குன்னா டபுள் ஷேடாக இருக்கும் லீஃப் க்ரீனுங்க பாடி பிங்க் கலருங்க நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பளு அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ப்ளூ கலர் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழே பாட்டம் போர்ஷன் வந்து எவ்வளோ டிஷ்யூ போர்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பழுவோடைய கலரே வந்திருக்கும் இதனையுமே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோங்க நாங்கள் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அது என்னங்கிறது நான் இப்போ அடுத்தடுத்த சேரீல உங்களுக்கு காட்டுறோம் நெக்ஸ்ட் ஒரு சாரி சூப்பரான சாரீங்க இது கலர் காம்பினேஷனுமே அட்டகாசமாக இருக்கு சாரியுமே சூப்பராக இருக்குங்க பலுவன் ப்ளவுஸ் பீச் கலர் ஹாஃப் ஒயிட்ங்க இல்லை பெய்ச் கலர்ன்னு சொல்லலாம் பாடி yellow கலருங்க mango yellow இதில் பேக் சைடு காட்டுறேன் பாருங்க புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் பாடி இருக்குங்க இதில் புட்டாஸ் வந்து ஒரு புட்டாலேயே சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு ஜரியுமே யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்டான கலர் பலன் பிளவுஸ் நேவி ப்ளூ பாடி வந்து ஒரு பேஸ்டர் ஷேரில் இருக்குங்க லைட்டாக இருக்கும் கலர் ப்ளூ ஃபேம்லி தாங்க இது ப்ளவுஸ் நேவி ப்ளூ பேக் சைடு காட்டிடுறோம் பாருங்கள் pink color body பாடி பாடிய புட்டா ர புட்டா இருக்குரி சில்வர் ஜரி மீனா ஒர்க்கு யூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் சாரீ பார்த்துடலாங்க பல்லுவன் ப்ளவுஸ் கிரீன் கலர் டபுள் ஷேடில் இருக்குங்க பாடி கலர் ப்ளூ இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இங்க் ப்ளூ தான் ஆனால் டபுள் டோனில் இருக்கும் பிளாக் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியும் இதில் வரக்கூடிய புட்டாஸ் ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரிங்க இப்ப நம்ம சேம் பேட்டர்ல நெக்ஸ்ட் பார்க்குறோம் இது எல்லாமே லைட் வெயிட் சரிங்க சாரி தின்னா இருக்கும் பல்லூன் ப்ளவுஸ் பெய் கலர் பாடி பாடி வந்து மெரூன் மெரூன் கூட பிளாக் காம்பினேஷனில் இருக்குதுங்க நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் கலரை நம்ம ஆட் பண்ணாதாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும் இது வந்து பிளாக் கலருங்கிறதுனால அதாவது பிளாக் கலர் கம்பைன் ஆகிருக்கிறதுனால பிளாக் கலர் வந்து கண்டிப்பாக தெரியுங்க நெக்ஸ்ட் சேம் பேட்டர்ல பல்ல பிளவுஸ் கிரீன் டபுள் ஷேடுங்க பாடி பிங்க் கலர் டார்க் பிங்க் இருக்குங்க பேக் சைட் பார்க்கறீங்க சேம் பேட்டனில் நெக்ஸ்ட் சாரீங்க இது வந்து beige அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பாடி பெய்ஜ் கலர் பலன் பிளவுஸ் கிரீன் கலர் டபுள் ஷேட் க்ரீனுங்க சப்போஸ் இந்த அப்டேட்டில் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக இதை விட பெஸ்டான ஒரு சாரீ ஃபியூச்சரில் உங்களுக்கு எங்கள்கிட்டருந்து கிடைக்கும் ஹோப் மட்டும் லூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா எங்கள் வர்னா சேனல்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை விட இன்னொன்று பெட்டராகவே பெஸ்டாவே உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ பல அண்ட் ராயல் ப்ளூ பாடி ப்ளூ கலருங்க டபுள் டோன்ல இருக்கும் பாடி வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் நல்லாவே டபுள் டோன் இதே மாதிரி டிசைன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பட் அந்த சேரீல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பல்லுவோடைய கலர் வந்து கீழே வந்துருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோங்கன்னா அது மாதிரி வராமல் வெறும் டிஷ்யூ மட்டும் வர மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் இந்த டிசைன்ஸ்ல இந்த மாதிரி வருங்க கீழே அஸ்திரி மாதிரி வராமல் இந்த மாதிரி டிஷ்யூலையே வரும் இந்த டிசைன் இந்த டிஷ்யூவில் வருங்க ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருக்கோம்னா என்ன டிஃப்ரெண்டாக பண்ணலாம் என்ன டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளும் வந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு நிறைய டிஃப்ரெண்டாக பண்ணிட்டே இருக்கோங்க ஸோ எங்களுக்கு வேணுங்கிறது எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுங்க இப்போ நம் நீங்கள் பார்க்கறது நேவி ப்ளூ நேவி ப்ளூ பாடி ஸ்கை ப்ளூ பலுவன் பார்க்குற பலன் பிளவுஸ் வந்து டார்க் பிங்க் பாடி ப்ளூ கலர் பேக் சைட் பார்க்குறீங்க பாருங்க உள் சுத்துக்கு மட்டும் வராதுங்க நெக்ஸ்ட் சரி நம்ம பார்க்குறோம் பாடி ராணி பிங்க் ஒலூன் பிளவுஸ் ராயல் ப்ளூ உங்களுக்கு இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும்போது பாடியில் டாப் அண்ட் பாட்டமில் ஒரு இன்ச்சஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஒரு வயலட் கலர் மாதிரி வந்திருக்கும் நெக்ஸ்ட் சாரி பாத்திரலாங்க பெய்ஜ் அண்ட் கிரீன் காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி இதே காம்பினேஷனில் பார்த்தோம் அதுல வந்து ஸ்கொயர் ஷேப் புட்டா இருக்கும் இப்போ வந்து இது வந்து சர்க்கிள் ரவுண்ட் புட்டா பீக்காக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு பாடி கிரீன் பல்லு அண்ட் பிளவுஸ் கிரீன் கலர் வந்து டபுள் ஷேடாக இருக்குங்க நமக்கு வந்து பேக் சைடும் இப்போ திருப்பி திருப்பி காட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்து மட்டும் அதிகமாகுதுங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து சேரியை பார்க்குறதில்லை அதாவது நேரில் பார்த்து தொட்டு பார்த்து வாங்கறதில்ல வீடியோலேயும் ஃபோட்டோலையும் பார்த்து வாங்குறீங்க அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எங்களால் கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணுறதும் அண்டு காட்ட முடியிறதை காட்டவும் செய்கிறோங்க அதனால தான் கொஞ்சம் லென்த்து வந்து அதிகமாகுது வீடியோ லென்த்து குவாலிட்டியுமே வந்து ஹை குவாலிட்டியில் எடுக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது சிஸ்டம்லேயோ நீங்கள் ஹை ரெசல்யூஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கலர் அண்டு அதில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் அக்யூரேட்டாக பார்க்கலாங்க அண்டு கலர் எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் மொபைல்லையோ அல்லது சிஸ்டம்லேயோ வைக்க வேண்டாங்க அப்படி கலர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் உங்களுக்கு காட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது டார்க் பிங்க் அண்டு சேம் தட்டு கிரீன் கலர் காம்பினேஷன் தாங்க க்ரீன் கலர் வந்து டபுள் டோன்ல இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாங்க கான்டாக்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஒரு மெசேஜ் பண்ணிட்டு புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க மெசேஜுக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோம் உங்களுக்கு மெசேஜ் வந்து புக்குடு ஃபார் யூ அக்கௌண்ட் பே ஆர் ஜிபே அப்படின்னு ரிப்ளை வருங்க சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ணியிருந்தா அனதர் கஸ்டமர் புக்குடு ப்ளீஸ் வெயிட் அப்படினுங்கிற மெசேஜ் வரும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படின்னா சோல்டு கிடையாதுங்க அவங்க பேமெண்ட் பண்ணுற வரைக்குமே அது வெயிட்டிங் லிஸ்ட்டு தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்